ஹாய் மக்களே இன்றைக்கி என்ன பண்ணப்படும் தெரியுமா வேர்ல்டில் ஹையஸ்ட்டு காரம் வாங்க ட்ரை பண்ணலாம் இதை பார்த்தாலே பயங்கரமாக இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இது லாஸ்ட்டு சிப்ஸ் சேலஞ்ச் லாஸ்ட்டு சிப்ஸ் அம்மா பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க இதுதான் அந்த எம்என் இப்ப அடுத்ததான் என்ன பண்ண போறோம்னா இதை டெஸ்ட் பண்ண போறோம் இதோட காரை எந்த அளவுக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ண போறோம் ஒரே செகண்ட் எடுத்து நாகல லைட்டா ரொம்ப அப்டே எப்படி இத பண்ணிட்டனா தனித்தனியா பிரிச்சுட்டோம் ரெண்டு பேரும் சாப்பிடுற மாதிரி இப்ப எனக்கு மட்டும் ஒரு சின்ன பீஸ் ஓகேங்களா இத கையில வச்சுக்க அப்படியே ஓகே டைம் செட் பண்ணலாம் இங்கவா ஓகேவா தக்கா பிடிக்கடா சார்பா பயன் மின்ன முன்னுடா இருப்பாங்க அதாவது இது எடுத்த கையில எந்த இடமும் சாப்பிட்டா தொடக்கூடாது ஓடிக்குதோ கார் அளவுன்னு காரணம் இல்லையாச்சி ஆ டைம் இப்புதானா? அந்தியா. 2 MINUTES OER. முடியில்லையா, நாக்கும் பிடிக்கே, முடியில்லையா. ice cube, ice cube. ice cube, ice cube. அம்மா. ஐயா. சூட்டાવી இடி யோ கண்ணெல்லாம் வாங்காம レッド ஆயிடுச்சு உங்களுக்கு சின்ன ராமா ரொம்ப சைலண்டா இருக்குலாம் গ্যাস இல்ல 10 நிமிஷம் சலஞ்ச் ஹே அங்கட்டு குடு குடு குடு குடு குடு ஆ இடு கால் ஆயிடுன ஐஸ் கிபஸ் கிபஸ் ஆடுங்க இதோ பாரு இங்க பாரு இங்க பாரு இடி ராமதா விண்ணே ஏ தயிர் தேடுப்பா ப்ளீஸ் பா தயிரா ஏ அம்மா ஃபிரிட்ஜில தயிரே இருந்துருக்கு யூ ஆப்கட்டட் கேளு சரி மதிஞ்சு சொல்லியிரு ஏரிதே ஐயே இதுக்கு ஆ ஓ வந்து குடுறே ரெ ரெ என்ஜெய்வ் லோக்கன் அங்கே தேச்சு 5 4 3 2 1 Up 5 minutes over It's a weakness Stop it Stop it, stop it. குடிக்கூடாது தயவு செஞ்சு இது யாருமே ட்ரை பண்ணாதீங்க இது யாராவது சாப்பிடணும்னா யாருமே சாப்பிட விடாது டாடா பாபாய் தயவு செஞ்சு கொஞ்சம் சத்துரை பண்ணி விட்டுருங்க